வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவுல பயிற்சி 6, ஏழாவது கணக்குகளை பார்க்கலாம் x sum, 2x plus 5 0, எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஐந்து அதாவது இரண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் நம்ம நம்ம x plus 2, F of 2. F of x plus 2 x plus 2 x plus 2 2 பாருங்க, இந்த 5 5, பெருக்கலாம் 2x 2x 4 4 ஒன்பது அடுத்து எஃப் இரண்டு எக்ஸை எடுத்துட்டு இரண்டை நாம் எழுதலாம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு கூட்டல் ஐந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரெண்டு மைனஸ் எஃப்ஆப் ரெண்டு பை எக்ஸ் எஃப்ஆப் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது எஃப்எஃப் ரெண்டு ஒன்பது நடுவில் மைனஸ் குறி இருக்கிறதுனால மைனஸ் போட்டாச்சு இப்போது இந்த பிளஸ் ஒன்பதும் மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஒன்பது கழித்தல் ஒன்பது ஆயிரும் விடை 2 f of x plus 2, minus f of 2 by x ஆறாவது கணக்கு ஒரு சார்பு f ஆனது எஃப் எக்ஸ்மம் இரண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று எனில் எஃப் எஃப் ஒன்று பை இரண்டு காண்க நல்லா கவனிங்க எக்ஸுக்கு இரண்டு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்று நாம் அட்டவணை முறையில் கண்டுபிடிக்கலாம் எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன்று நமக்கு சார்பு என்பது இரண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஸோ இரண்டு பெருக்கள் ஜீரோ ஜீரோ இரண்டு பெருக்கள் ஒன்று இரண்டு மைனஸ் மூணு மாறிலி எல்லா காலத்திலையும் அதே எண்ணை எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் மூணு மைனஸ் 2-3, மூணு குறி மாறி இருக்கு சோ கழித்து பெரிய குறி, குறில இருந்து ரெண்ட கழிச்சா ஒன்று பெரிய எண் மைனஸ் மூணு ஸோ இரண்டு மதிப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு கவனிங்க எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் மூணு எஃப் ஆஃப் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு நடுவுல கூட்டல் குறி இருக்கு இருந்தாலும் எண்களோட குறிகளை அடிப்படையாக வச்சு நாம் எண்களை சுருக்கலாம் இரண்டு எண்களுக்கும் ஒரே குறி இருக்கிறதுனால கூட்டி அதே கூறிய போடணும் மூணு 4 ஒன்னு 2 4 இரண்டு வகுத்தா 2 2 விடை 0 காண்க இரண்டு எக்ஸ் மூணு 3 0 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x எக்ஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம் 2x 3 மூன்று ரெண்டு 2 பெருக்கள் so, so, X ஸோ பெருக்கல் இருக்கிற என் வலது பக்கத்துக்கு போது வகுத்தல் ஸோ எக்ஸ் சமம் மூன்று பை இரண்டு தேர்ட் ஒன் எஃப் எக்ஸ் காண்க எஃப்ஆஃப் எக்ஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் மூணு அதை நம்ம எக்ஸுக்கு சமப்படுத்தணும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு சமம் ஒத்த உறுப்புகளை ஒரே பக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம் 2X வலது பக்கத்தில் இருக்கிற பிளஸ் எக்ஸ் இடது பக்கத்துக்கு வரும்போது மைனஸ் எக்ஸ் இடது பக்கத்தில் இருக்கிற மூணு வலது பக்கத்துக்கு மாறும்போது பிளஸ் மூணு ஆகவும் மாறுது ரெண்டு இருந்து ஒரு எக்ஸ கழிச்சா எக்ஸ் மூன்று மதிப்பு மூன்று ஃபோர்த் ஒன் எஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க நல்லா கவனிங்க எஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க இரண்டு எக்ஸ் எஃப்எஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்னா எடுத்துட்டு ஒன் மைனஸ் எக்ஸை நம்ம அந்த இடத்துல எழுதணும் பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் சமம் எஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸ் இரண்டு எடுத்துட்டு ஒன்று மைனஸ் எக்ஸ் இடது பக்கம் அப்படியே எழுதிக்கலாம் வலது பக்கம் இரண்டை பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் பெருக்கலாம் 2 பெருக்கள் ஒன்று 2 இரண்டு பெருக்கள் மைனஸ் இரண்டு எக்ஸ் இந்த மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது ஸோ மைனஸ் இந்த எண்களை சுருக்கும் போது கழித்தல் மூன்று குறி மாறி இருக்கு ஸோ கழித்து பெரியன்னோட குறி மூன்றிலிருந்து இரண்டை கழிக்கும் போது ஒன்று பெரிய மூன்றாக இருப்பதால் மைனஸ் ஒன்று ஒத்த உறுப்புகளை ஒரே பக்கத்துக்கு மாற்றிக்கலாம் இரண்டு இந்த மைனஸ் இரண்டு இடது பக்கம் வரும்போது ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு வலது பக்கத்துக்கு மாறும்போது ப்ளஸ் மூணு இந்த எண் இங்கேயே தான் இருக்குது இரண்டு எக்ஸ் கூட்டல் இரண்டு எக்ஸ் நாலு எக்ஸ் மூணு கழித்தல் ஒன்று இரண்டு நான்கு எக்ஸ் நான்கு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் இருக்கிற எண்ணை வலது பக்கத்துக்கு மாற்றும்போது வகுத்தல் ஸோ x அம்மம் இரண்டு பை நாலு எண்களை சுருக்கும் 1 ஒன்று பை So, X எக்ஸின் மதிப்பு ஒன்று பை முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு ஏழாவது கணக்கு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் பக்கல உள்ள சதுர வடிவ இருந்து நான்கு மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது இந்த பெட்டியின் கன V வி எனில் வி X எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக பாருங்க படத்தில் பாருங்க ஒரு சதுர வடிவ துண்டு இதிலிருந்து நான்கு மூளைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு பெட்டி செய்யப்படுகிறது இந்த பெட்டியோட கன நாம கண்டுபிடிக்கணும் படத்திலிருந்து நீலம் இருபத்தி நான்கு மைனஸ் அகலம் இருபத்தி நான்கு உயரம் என்னவா இருக்கு எக்ஸ் நமக்கு தெரியும் கன செவகத்தோட கன ஃபார்முலா நீலம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் பெட்டியின் கன அளவு சமம் நீலம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் நீளம் 24-2x அகலமும் அதே அளவு உயரம் x இங்க இரண்டு உருப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 24-2x மைனஸ் இரண்டு பெருக்கல் x a-b பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை இங்கே பயன்படுத்தலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏ இருபத்தி நாலு பி இரண்டு ஸோ இருபத்தி நான்கின் வர்க்கம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இரண்டு எக்ஸின் வர்க்கம் நாலு எக்ஸ் ஸ்கொயர் டூ ஏ பினா இரண்டு பெருக்கள் இருபத்தி நாலு பெருக்கள் இரண்டு மைனஸ் உள்ள இருக்கிற உறுப்புகளை எக்ஸோட பெருக்கலாம் ஐநூற்றி பெருக்கல் எக்ஸ் ஐநூற்றி எழுபத்தி பெருக்கல் எக்ஸ் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் நாலு நம்ம திட்ட வடிவுத்துக்கு மாத்தி எழுதலாம் 4x3 எக்ஸ் க்யூப் மைனஸ் திட்ட வடிவில் எழுதுறதுக்காக உறுப்புகளை அதனோட அடுக்குகளின் இறங்கு வரிசையில் எழுதி நாலு 4x3 க்யூப் மைனஸ் தொண்ணூற்றி பெட்டியின் கன நான்கு எக்ஸ் 576x முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு கணக்குகளை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்யூ